எல்லாருக்கும் வணக்கம் வீஆர் வர்ணா FROM சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க ஒன்று ஹாஃப் அண்ட் ஆஃப் ஸ்டைலையும் இன்னொன்று பாட்லி பல்லூர் ஸ்டைலுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இருக்கக்கூடிய சாரீஸ் இந்த சாரீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய வர்ணா அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் தாங்க இந்த சாரீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த சாரீஸ் எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ண பியூர் சில்க் சாரீஸுங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் கட்டாயும் Silk Mark Tag வந்துடும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சேரீ பலோன் பிளவுஸ் வந்து பேஜ் கலர்லேயும் பொடி ஆஃப் சேரீ பிங்க் அண்ட் பேய்ஜ் டார்க் மீடியம் லைட் இந்த மூணு ஷேட்லேயுமே வரக்கூடியதுங்க இதில் யூஸ் பண்ண சரி சில்வர் டெஸ்ட் சரீங்க ஹாஃப்வைன் சரி நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் இந்த வீடியோவில் நான் ஸாரியுடைய ப்ரைஸோ இல்லை நம்பரோ எதுவுமே சொல்ல போகிறதில்லைங்க நீங்களே வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு நிறைய சாரீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை ஒரு விசிட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதோ அங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பலூன் ப்ளவுஸ் பெய் கலர்லேயும் பாடி ஆஃப் ராமர் க்ரீன் அண்ட் பெய்ஜ் இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீங்க ஸாரீ கூட நான் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ இப்படி தான் அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருப்போம் பின் பண்ணியிருப்போம் அந்த பின்னுக்கு மேலே ஹாலோகிராம் போட்டிருப்போம் இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நம்மளுடைய ஃபோம் நேம் வரணும் அப்படிங்கிறது வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம இந்த சர்டிஃபிகேட் எப்போ வாங்கணுங்கிற இஷ்யூ டேட்டு கூட இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்குறோம் இது வந்து கிரே அண்டு எல்லோ காம்பினேஷன் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரே கலர்லேயும் பாடி ஆஃப் சேரீ கிரே அண்ட் எல்லோலையும் இருக்குங்க இந்த சேரீயுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸோட இருக்கும் ப்ளவுஸோடைய லென்த்து கண்டிப்பாக செவன்ட்டி சென்டிமீட்டர் எபவ் தாங்க இருக்கும் வித் ஆஃப் த சேரீ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் அபவ் தாங்க இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் ப்யூர் சில்க் சாரீஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டுமே பண்ணணுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குதுங்க ஆஸ் யூஷுவல் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணணும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸையும் சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்குங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளேயே பார்க்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அது நீங்கள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கார்டு உங்களுடைய கார்டு பேச்சு போனீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் அங்கேயே காட்டுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதும் கிரே அண்டு எல்லோ காம்பினேஷன் தான் இது வந்து சிமெண்ட் கிரே கலரில் இருக்குங்க ஃபுல்லாகவே ஒரே பேட்டர்னில் பார்த்துட்ருக்கோம் சில்வர் ஜரி தாங்க ஃபுல்லாக பாடியில் வரக்கூடிய புட்டாவும் சரி பழுவில் வரக்கூடியதும் சரி சில்வர் ஜரி புட்டாதாங்க தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஜறியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஜரி ஹாஃப்ஐன் ஜரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஹேண்ட்லூமில் தயாரிச்சுருக்கோங்க இந்த சாரீஸ் எல்லாம் சிறுமுகையிலையும் சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லேயும் தயாரிக்கப்பட்ட சாரீஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் வந்து சிமெண்ட் கிரே கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி கிரே அண்ட் கிரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடியதுங்க ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் சாரீஸ் வெப்சைட்டில் புக் பண்ணுறீங்க பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டூ டேஸில் இங்கேருந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னா த்ரீ 7 working ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகும் இதுவே அதர் தென் இண்டியா அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸாக இருந்தது அப்படின்னா செவன் 10 working ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டு டெலிவரி ஆகுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பலூன் ப்ளவுஸ் பெய் கலர்லையும் ஒரு ஹாஃப் white மாதிரி இருக்குது பாடி ஆஃப் சாரி ஹாஃப் ஒயிட்லையும் அண்டு க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணலாம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் பேடிஎம் யூபிஐ ஆப்ஷன் நெட் பேங்கிங் ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் பே லேட்டர் ஆன் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து வெப்சைட்டில் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாட்லி பல்லு சாரீஸ் அதாவது பாட்லி பல்லு அப்படின்னா ஃப்ளீட்டுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்கறது பல்லுவின் பிளவுஸ் வந்து பிங்க் இஷ் பாடி கலர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோவும் green, கம்பைன் ஆன மாதிரி இருக்கும் இந்த போர்ஷன் சென்ட்ரலில் ஃபிளீட்ஸ்க்கு வருங்க பிங்கிஷ் ஆரெஞ்ச் எப்படி பல்லுவில் இருக்கோ அதே டிசைன் வந்துடும் அதே கலர் வந்துடும் இதுதான் ஃப்ளீட்ஸ்க்கு வரக்கூடியது அதனால இது பாட்லி பல்லு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா பல்லுவில் வரக்கூடிய டிசைனும் கலரும் அந்த ஃப்ளிக்ஸ்க்கு வரதுனால இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொன்றா காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் கலர் கன்ஃபர்மேஷனுக்கு தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் பிக்சர்ஸ் இருக்குது பிக்சரும் நீங்கள் பார்க்கலாம் பிக்சர் பார்த்தா மட்டும் பத்தாது வீடியோவும் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி ராமர் கிரீன் கலர்லையும் இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க இது வந்து ஃபிளீட்ஸ்க்கு வரக்கூடியது ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்ம வெபேஜ்லயே பாட்டமில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதாவது என்னென்ன இருந்தா ரிட்டர்ன் பாசிபிள் அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் சாரி ப்ராடக்டே வந்து உங்களுக்கு மாறி வந்துருச்சு நீங்கள் ப்ராடக்ட் புக் பண்ணது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்தது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது பெரிய டேமேஜ் இருந்தாலோ ரிட்டன் வந்து அவைலபிள்ங்க பாசிபிள்ங்க ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோவோடு அப்ரோச் பண்ணணுங்க நீங்கள் இமெயில் பண்ணலாம் இல்லைனா எங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது இல்லை பல்லுவன் ப்ளவுஸ் வந்து இங்கு ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் ஸாரீ பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர்லேயும் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா ப்ரைட் பிங்காக இருக்குங்க பாடி ஆஃப் ஸாரீ பிரைட் பிங்க்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் ராமர் கிரீன்லேயும் இருக்குது ஸோ சேம் ராமர் கிரீன் தான் ஃப்ளீட்லேயும் வந்துடும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டடு சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கு கஸ்டமர் கேர் நம்பர் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கூட யூடியூப் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெப்சைட்லேயே லெஃப்டு பாட்டமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் ஐக்கன் இருக்கும் அந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம வர்ணா கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுடைய சாட்டுக்குள்ளே போயிடும் அப்போ அங்கே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்ன வேணாலும் நீங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் சாரி Body of red Color Color Ink Blue மார்னிங் நைன் ஏஎம்ல இருந்து ஈவினிங் பண்ணலாம் கேக்கலாம் சப்போஸ் நீங்க கால் பண்ணும் போது நம்பர் வந்து என்கேஜா இருக்கு இல்ல அனதர் கால்ல இருக்காங்க அப்படின்னா இல்ல பிக்அப் பண்ணல அப்படின்னா வரி பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் சப்போஸ் நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிலருந்து வேறு ஃபாரின் கண்ட்ரி யூஎஸ்ஏ இந்த மாதிரி இடத்துலேருந்து பண்ணுறீங்கன்னா ஸோ டைமிங் வந்து உங்களுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால மேபி கொஞ்சம் டைம் கழிச்சு கூட எங்கள்கிட்டேருந்து ரிப்ளை வரும் ஏன்னா அது நைட் டைமாக இருந்தது அப்படின்னா ஸோ உடனே பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது டே டைமாக இருந்ததுன்னா உடனே ரிப்ளை வந்துடும் எங்ககிட்டேருந்து இப்போ நீங்க பார்க்கிறது அப்படியே இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு கான்ட்ராஸ்ட் பலுவன் பிளவுஸ் வந்து ரெட் கலர்லையும் பாடி ஆஃப் சாரி வந்து ப்ளூ கலர்லயும் இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க நம்ம வெப்சைட்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படிங்கிறது அந்த டைமுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் இப்போ வெப்சைட்டில் நெக்ஸ்ட் டே என்ன போட போகிறோம் அப்படிங்கிறது கூட நம்ம கொடுத்துருக்கோம் ஃபியூச்சர் அரைவல்ஸ் அப்படிங்கிறது பாட்டமில் இருக்குது நம்ம வெபேஜுடைய பாட்டமில் வரும் அந்த ஃப்யூச்சர் அரைவல்ஸோடய நீ அதையும் கூட நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே கூட வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது பழுவன் பிளவுஸ் வந்து பிங்கிஷ் ஆரஞ்சுலையும் பாடி ஆஃப் சேரீ இங்கு ப்ளூலையும் இருக்குங்க எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து சூப்பராக ஃபுல் ஒர்க் அவுடாக இருக்குது வியர் பண்ணால் நல்லா இருக்கும் நல்லா டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் ட்ரெண்டியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ ரீசன் பொறுத்த வரைக்கும் இப்போ இது வெப்சைட்டில் போடுறது அப்படின்னா முழுக்க முழுக்க கஸ்டமர்ஸ்க்கு ஸோ ரீசென்ட் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செப்பரேட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைனா கஸ்டமர் கேர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸுக்கு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரீ பாருங்க பழுவன் ப்ளவுஸ் அண்ட் ஃப்ளீட் போர்ஷன் வந்து ராயல் ப்ளூலையும் பாடி ஆஃப் ஸாரி குங்குமம் ரெட் கலர்லேயும் இருக்குங்க புட்டாஸ் கோல்ட் அண்ட் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டட் சரீலாம் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க ஸோ மறந்துடாதீங்க இந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் வ வர்ணா சாரீஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே தான் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமே தவிர வழக்கம் போல் வாட்ஸ்அப்பில் ஸாரீ கோடோ ஸாரி பிக்சரோ சென்ட் பண்ணிட இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் பிளவுஸ் வந்து டார்க் பிங்க் கலர் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்டட் ஜரில புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இதில் பாருங்கள் இங்கே ஃப்ளீட்டில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜெரீ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் ஏடுங்க பியூர் சில்க் சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக்கு வந்துருங்க இந்த சில்க் மார்க் டேக்கோடு தான் உங்களுக்கு ஒவ்வொரு சேரையும் வரும் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி எந்த அரைவல்ஸாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்